ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வீர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்க எக்ஸ்க்ளூசிவான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸுடைய வீடியோ தாங்க இது வாங்க நம்ம ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸில் சாரீஸ் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் எங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே டர்னிங் ஒர்க் சாரி தாங்க அதாவது பாட்டமில் ஒர்க் பண்ண சாரி தான் இப்போ பார்க்குறது ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது வந்து க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்குங்க பாடி பார்க்குறீங்க பேக் சைடு நம்ம பேக் சைடுமே காட்டுறோம் அந்த டர்னிங் ஒர்க் கீழே ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இதில் இதுதான் உள் சுற்று இந்த உள் சுற்று உள்ளே பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்குமே வரும் கீழே வர்ற ஒர்க் வந்து ஃபுல்லாகவுமே வரும் இந்த சரி இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி சில்வர் டெஸ்டட் சரி பாடி கலர் வயலக் கலருங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய சரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சேம் பேட்டர்ன் செகண்ட் கலர் Blue with the green Paloon blouse, pale green Body, blue color This is a full silver shirt We use tested shirt Now the shirt is all Hand-loom made Pure silk shirt Coming with silk marks certified So we open all the shirt Let's open it Look at that The design is the top The bottom shirt is the bottom shirt the, the body is full பாட்டமில் அந்த டிசைன்ஸ் வந்துருங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஆறாயிரத்தி மட்டுமேங்க எல்லாமே fresh, ஃப்ரெஷ்ஷான வந்த சாரீஸுங்க கொஞ்சம் லிட்டில் ஸ்டிஃபாக இருக்கும் ஃப்ரெஷ் சாரீஸ் எப்போவுமே இப்போ நீங்கள் பார்க்கறது பாடி ராயல் ப்ளூ பலூன் ப்ளவுஸ் வந்து பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்குங்க அதாவது பிங்க் ஃபேமிலி தான் ஆனால் பேஸ்டல் ஷேட்ல இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாரி இது இந்த கலர் காம்பினேஷன் பார்த்துட்டீங்கன்னா எஸ்பெஷலி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஆரேஞ்ச் வித் லைட் சாக்லேட் ப்ரௌனுங்க பல்லுவன் ப்ளவுஸ் லைட் சாக்லேட் ப்ரவுன் இங்கே பாருங்கள் எதுக்குமே டசல்ஸ் போடலிங்க அதாவது இந்த காட்டினாக இப்போ காட்டின இந்த டிசைன்ஸில் டசல்ஸ் போடல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீயராக சொல்லிடுங்க ஒன் டே ஆகும் டசல்ஸ் போடுறதுக்கு so again i repeat the price of the saree 6500 only so in this video we are going to see about more than 25 sarees in turning work so please don't skip the video just see up to the last ipo nama pakkarad yellow and white color combination body vand white so white mudu konja half white madri irukum body yellow color checked design madri irukum பாட்டமில் உங்களுக்கு இந்த பாட்டம் போர்ஷன் காட்டுறேன் பாருங்கள் ஸோ எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இது ப்ளவுஸு அங்கே உள் சுற்று லாஸ்ட்டில் வந்து உள் சுற்றுக்கு மட்டும் அந்த பாட்டம் டிசைன் மட்டும் வராதுங்க ஜரிவோருக்கு தான் சில்வர் காப்பர் அண்ட் கோல்டு மூணு ஜரியுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் லைட் எல்லோ கலர் பேஸ்டல் ஷேடுங்க இப்போ காட்டுறது எல்லாமே பேஸ்டல் ஷேடு லைட் கலராக தாங்க இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் வித் ஒயிட் SAME PATTERN BACK SIDE பிளவு செக்டுங்க இதுலயுமே பாட்டம் கட்டிட பாருங்க உள் சுத்த மட்டும் வராது எங்கிட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குங்க வந்து Cash ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி சாரிங்க ப்ரீ பேமெண்ட்டுங்கிறது அக்கௌண்ட் பே ஃபோன்பே பேடிஎம் கூகுள் பே ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் இதில் வேணாலும் நீங்கள் வந்து சாரியோடைய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்னொன்று Cash ஆன் டெலிவரி ஆப்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கேஷ் Delivery டெலிவரியில் புக் பண்ண முடியுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டபுள் ஷேட் கலர் இதுலையுமே நான் பாட்டமில் காட்டேன் பாருங்கள் பாட்டமில் உள் சுத்துக்கு மட்டும் அந்த பாட்டம் டிசைன்ஸ் வராதுங்க மற்றபடி ஃபுல்லாகவும் கீழே பாட்டமில் இருக்கிறது வரும் இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான் பளு அண்ட் பிளவுஸ் ராயல் ப்ளூ பாடி வந்து டபுள் டோனில் இருக்குங்க லைட் கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஸோ இது அந்த செக்குடு பேட்டர்ன் டிசைனுங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜரி டெஸ்ட் ஜரி சில்வர் கோல்டு அண்ட் காப்பர் த்ரீ கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதுமே ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனுங்க பளு அண்ட் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடி பீகாக் ப்ளூ கலருங்க டபுள் டோனில் தான் இருக்கும் ஸோ இதுலேயுமே நான் பாட்டமில் காட்டிடுறேன் எல்லா சேரிலையுமே அந்த உள் சுத்துக்கு மட்டும் அந்த பாட்டம் டிசைன்ஸ் வந்து வராதுங்க அந்த உள் சுத்துங்கிறது வெளியே தெரியாது சேம் பேட்டர்னில் இப்போ நம்ம பார்க்குறது இது என்னென்னா ஃபுல்லாக ஜரி வூவன் பண்ணியிருக்கோங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சில்க் த்ரெட்லேயே இந்த செக்குடு வந்துருக்கும் ஆனால் இந்த சாரீஸில் பார்த்துட்டிங்கன்னா அந்த செக்குடுங்கிறதே ஜரீயில் வந்து வீவ் பண்ணியிருக்கு பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் கலருங்க அதே தான் டாப் அண்ட் பாட்டம்லேயும் வந்துடும் ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக செக்குடு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் செக்குடாக இருக்கும் ஜரீயில் பண்ணியிருக்கு பாடி கலர் பிளாக் கலருங்க பாடி வந்து black கலர் கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும் டிஃப்ரெண்டாக வேணும் யூனிக்காக வேணுங்கிறவங்க இந்த டைப் சாரீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் இதுல பழுவன் பிளவுஸ் இங்கு ப்ளூ சேம் டைப் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே டைப் தாங்க ஃபுல்லாக வந்து செக்குடு வந்து ஜரி ஒர்க்குங்க ஸோ இது வந்து ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கான மாதிரி தெரியும் அது வந்து டேமேஜ் இல்லைங்க இந்த சரி ஃபுல் எப்போவுமே செக்குடு சரி யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தாங்க வரும் ஸோ இதுலேயுமே நான் பாட்டமில் காட்டிடுறேன் பளுவன் ப்ளவுஸ் இங்க் பாடி வந்து சிமெண்ட் கலர் டார்க் சிமெண்ட் கலருங்க ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி இப்போ ink blue combination இங்க் blouse ink blue பிளவுஸ் இங்கு ப்ளூங்க பாடி க்ரீன் கலர் அண்ட் நிறைய பேர் நம்மக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் காட்டிகிட்டே இருக்கோங்க ப்ளவுஸ் ஃபுல்லா எப்போவுமே எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க அண்ட் கோபரேஷனும் ரொம்ப ரொம்ப வேணுங்க சரி பார்க்குறோம் சேம் செக்குடு பேட்டர்னில் தாங்க பட் ஆனால் இதில் வந்து சில்க் த்ரெட்டே வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது செக்குடு வந்து சரியில் இருக்கோங்க இதில் வந்து செக்குடு வந்து சில்க் த்ரெட்டே தான் இருக்கும் Blue அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பலுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ இதுவுமே டபுள் டோன் தாங்க ப்ளவுஸ் போர்ஷன் பார்க்குறீங்க நான் இதுலேயும் பாட்டமில் காட்டிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு சரீலையுமே எல்லாமே ஃபுல்லாக காட்டிட்டாதான் உங்களுக்கும் வந்து ஒரு better idea கிடைக்கும் நெக்ஸ்ட் சரி நம்ம பார்க்குறோம் லாஸ்ட் டைமே வந்து இந்த மாதிரி சேரீஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்போவே நிறைய வாண்டட் நிறைய சாரீஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சேரீமே சோல்டு ஆகிடுச்சு ஸோ இதெல்லாமே வந்து செகண்ட் சாரீ அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாரீஸ்ங்க இதெல்லாமே இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் நிறைய பேர் ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ஸ் வந்து கேட்டே இருக்கிறதுனால எல்லா டிசைன்ஸ்லேயுமே நம்ம இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுலேயுமே பாட்டமில் கட்டிடறேன் பாருங்கள் கீழே வந்து உள் சுத்துக்கு பிளைனாக வருங்க சேம் பேட்டர்ல நெக்ஸ்ட் டபுள் டோன் ஷேட் இருக்கக்கூடிய பாடிங்க பல்லுவன் பிளவுஸ் சேம் ராயல் ப்ளூ தான் இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் டோன் ப்ளூ கலர் அப்படின்னா இது பாடி வந்து டபுள் டோனும் பீகாக் ப்ளூ கலரில் இருக்குங்க இதோடைய பிளவுஸ் இது பிளைனாக இருக்குங்க இது உள்ள ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா காப்பர் சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்ட் சரீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்கள் ஸோ இதோடைய நான் உள்பக்கத்தையும் காட்டிடுறேன் அதாவது இங்கே பாருங்கள் ஸோ இது முந்தானி ஸோ முந்தானியில் மட்டும் இது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் த்ரெட்ஸ் இப்படி இருக்குங்க இப்போவே அதை பார்த்துக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்குறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அதே மாங்காய் டிசைன் தான் பட் அது வந்து சிங்கிள் கலர் மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு சில்வர்ஸ் இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே பழுவில் அண்டு பாடியில் வரக்கூடியது இது வந்து ப்ளூ வித்து ஆரஞ்ச் ஆரஞ்சுங்கிறது இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் ஆரேஞ்சாக இருக்குங்க ப்ளவுஸ் போர்ஷன் அண்ட் கீழே உள் சுத்தில மட்டும் வராதுங்க அண்ட் இங்கே ஒரு இந்த சேரீ மட்டும் காவட்டிரலாம் ஸோ இந்த லாஸ்ட்ல பாருங்க இந்த கலர் மட்டும் இங்கே வந்துருக்கு இது வந்து கீழே உள்ள போயிருங்க உள்ள மடிப்புல போயிரும் அதாவது எப்படின்னா உள் போயிரும் ஸோ அதனால அது வெளியவே தெரியவே தெரியாது சேம் பேட்டர்ல நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன் எல்லோ வித் பீகாக் கிரீனுங்க இது வந்து ப்ளூன்னு சொல்கிறத விட ஒரு க்ரீன் ஷேடில் தான் இருக்குது இது ஃபுல்லாகவே கோல்டு சரிவும் இருக்குதுங்க பாடியில் வரக்கூடிய இது நான் பேக் சைடும் உங்களுக்கு காட்டிடுவேன் இதில் வரக்கூடியது வந்து காப்பர் ஜரிங்க பாடியில் வரக்கூடியது எல்லாமே காப்பர் சரி அண்ட் பல்லுலையுமே காப்பர் ஜரி தாங்க கீழையும் காட்டிடுங்க கீழே எல்லாமே வருங்க பாடி ஃபுல்லாக வரும் அந்த உள் சுத்துக்கு மட்டுமே அந்த டிசைன் வராது அடுத்து சேம் பேட்டர்ல பார்க்குறோம் கிரீன் வித் இது வந்து டபுள் ஷேடுங்க பிங்க் பிங்க் கலர் பிளவு பிங்க் கலர் பாடி கிரீன் கலர் லைட் கிரீன் இருக்குங்க பிளவுஸ் வந்து பிளைன் அண்ட் இருக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் சேம் பேட்டன் ப்ளூ வித் இது வந்து ஆரஞ்ச் ஆனா டார்க் ஆரெஞ்சா இருக்குங்க பிளவுஸ் இதுல வரக்கூடிய சரி சில்வர் ஜரிங்க இந்த பேட்டர்ல சில்வர் சரி அதாவது இந்த சரியில சில்வர் ஜெரி நான் ஒவ்வொன்றியுமே என்னென்ன சரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதே நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் SAME PATTERN la, Next இதுக்கு தெரியும் பழுவ அதே மாதிரிதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருங்க ஆரஞ்ச் கலர் இது வந்து பிங்க் கலர் கீழே பாக்குறீங்க நெக்ஸ்ட் சாரி பார்த்துடலாங்க இது வந்து பீகாக் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் கிரீன் ஷேட்லையும் இருக்குங்க இது பாடி பிங்க் கலர் இது வந்து கோல்டன் ஜரிங்க இதில் வரக்கூடியது கோல்டன் ஜரி பாடி அண்ட் பல்லுலையும் கொடுங்க பார்க்கறங்க சிங்கிள் கலர் பாடி பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரிங்க அண்ட் இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கலர்ன்னு சொல்லுவாங்க பேஸ்டல் ஷேடு இது வந்து கிரேவும் இல்லைங்க கொஞ்சம் சிமெண்ட் கலரும் இல்லாமல் கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்கும் இதோட எக்ஸாக்ட் நேம் தெரியலங்க கீழே பாட்டமில் பார்க்குறீங்க பாட்டமில் வந்து ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் தான் ஆஷுஷுவல் அங்கே லாஸ்டில் உள் சுற்றுக்க மட்டும் வராதுங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜரி சில்வர் ஜரிங்க ஃபுல்லாகவே சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கோம் பேஸ்டல் ஷேட்ஸ் நிறைய பேர் பேஸ்டல் ஷேட்ஸ் கேட்டதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோங்க பழுவன் ப்ளவுஸ் அண்டு பாட்டமில் ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னதே கலர் இதுதான் அதாவது சிமெண்ட் கலர் அண்டு கிரே காம்பினேஷனில் இருக்கக்கூடியது ஜரி வந்து சில்வர் ஜரிங்க பாடி வந்து பேஸ்டல் பிங்க்குங்க பீச் கலர் அண்டு பிங்க் கலர் ஜாயின் பண்ண மாதிரி டபுள் டோனில் இருக்குங்க same சேம் பேட்டன் நெக்ஸ்ட் சாரிங்க இதில் பல்லுவன் பிளவுஸ் அண்ட் பாட்டம் பர்பிள் கலருங்க சில்வர் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் blouse and back side இது வந்து black color த்ரெட் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சேரில பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுங்க இது கீழே பார்க்குறீங்க இதோடைய கலர் இதுமே வந்து இந்த சிமெண்ட் கலர் வந்த மாதிரி தாங்க இருக்கும் எக்ஸாக்டான கலர் தெரியல நீங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோ பார்த்துக்கலாங்க இப்போ பார்க்கக்கூடியது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பீச் கலர் வித் கிரே காம்பினேஷன் பலுவன் கிரே கலர் பாடி பீச் கலர் நல்லா இருக்குங்க ப்ரைட்டாக சரி வந்து சில்வர் சரிங்க கீழே பாட்டமில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பெருசாகவே ஒரு பார்டர் மாதிரியே இருக்கும் டர்னிங் ஒர்க்கு ரொம்ப எலகண்டாகவும் இருக்கும் ட்ரெண்டியாகவும் இருக்குங்க ஸோ கீழே பார்க்குறீங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த டிசைன் வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பளு பிளவுட் கலருங்க பாடி பேர் பாடி கலர் பளு பிளவுஸ் வயலட் கலர் பிளவுஸ் பிளைனுங்க பேக் சைட் பாக்குறீங்க இதுலயுமே உள்ள காட்டிடுறேன் உள்ள நல்லா பாருங்க கீழே எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சரி பார்த்துலாங்க இது வந்து சில்வர் கிரே அதாவது கிரேவில் வருது ஸோ கிரேனாவே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் பலூன் பிளவுஸ் கிரே கலர் பாடி இங்க் ப்ளூ கலருங்க ஸோ அதில் கீழே பாட்டமில் டர்னிங் ஒர்க் வந்து கிரே கலரில் இருக்கிறது ரொம்பவுமே அழகாக நல்லா எடுத்து கொடுக்குதுங்க நான் இதோடைய பாட்டம் போர்ஷன் காட்டிடுறேன் ஸோ பாட்டம் பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் அந்த டிசைன்ஸ் வருது அப்படிங்கிறது இதெல்லாம் ஃபுல்லாகவே சில்வர் சரிதாங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் கலரில் பார்க்குறோம் இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிங்க் அண்ட் பிங்க் தான் பட் இது எப்படி இருக்குன்னா பாடி அண்ட் பாடியில் வரக்கூடிய பாட்டம் அண்ட் வள்ளுவண்ட் பிளவுஸ் வந்து பிங்க் color கொஞ்சம் ஒரு ரோஸ் கலர் அப்படிங்கிற இதில் வந்துருக்கும் ஷேடில் வரும் பாடி டபுள் டோன் pink அண்ட் ராணி பிங்க் அந்த ஷேடில் வருங்க ஃபுல்லாகவே சில்வர் சரி ஒர்க் தான் பாட்டமில் பார்க்குறீங்க எவ்வளோ தூரம் அந்த டிசைன் வந்திருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட்டு சேரீ இது தாங்க க்ரீன் அண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கக்கூடியது பாடி பேராக்ரீன் பலுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரீ silver சரீங்க இது எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸ்ங்க ஸோ எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் நம்ம பண்ணாலுமே அந்த சாரி வந்து கண்டிப்பா அந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுற சாரீஸ் எல்லாமே மேக்சிமம் டபுள் வர்ப்புங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டோங்க நான் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணிடுறேன் இது எல்லாமே சில்க் மார்க் சர்ட்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு கிடைக்கும் WhatsApp மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்த ஸாரீஸாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் ட்ரெண்டி கலெக்ஷன் சாரீஸ் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க சில்க் மார்க் டேக்கோடு உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்